யார ப்ரோபோஸ் பண்ண போற? बेबी அதுரா. என்ன கொண்டு என்ன பண்ணுวะ? செல் பால் அடிப்பேன். ம். யார ப்ரோபோஸ் பண்ணா? கண்டிப்பா செல் பால் எடுத்தா. சரிங்க போய் வெக்கலாம். ஏ? என்னாச்சு உங்களுக்கு? வேற बेबी என்ன நேஸ் பண்ண ப்ரோபோஸ் பண்ண போற. யாரட அவ? எனக்கு தெரியல. நேஸ் பண்ணா கஷ்டம். சோ ரொம்ப ஜாலத்தை எடுத்துக்கிறது. யாரு? ஓ, மக்கடி சொன்ன கூட புரிய மாட்டிது பாத்தியா